வீரியத்தன்மை ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறுபட்டு இருக்கும் நீங்க சில முறை பாத்துருப்பீங்க அத மாதிரி அதே மாதிரி ஒரு மருந்த ஒரே மனுஷனுக்கு ரெண்டு வித்தியாசமான சுச்சுவேஷன்ஸ்ல குடுக்கும் போது அந்த மருந்தோட வீரியத்தன்மை மாறுபடுது காரணமா இருக்குது? வந்து உங்களுக்கு நான் இந்த வீடியோ சொல்லித்தரேன் வீரியத்தன்மை சில பேஷண்டோட சில கேரக்டர் பொறுத்து மாறுது patient related factors So, வந்து body weight, age, gender, species and races, then diet, environment, genetic variation, pathological state, psychological state So, அது மருந்து எடுத்துக்க கூடிய பேஷண்டோட சில கண்டிஷன்ஸை பொறுத்து மாறுபடுது அடுத்து வந்து drug related factors நம்ம மருந்து வாங்குறீங்கல்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன போட்டுருப்பாங்க அடல்ட் டோஸ் ஹண்ட்ரட் எம்ஜி அப்படின்னு குடுத்திருப்பாங்க சோ சோ ஜென்ரலா கொடுக்கக்கூடிய மருந்து ஒரு செவன்டி கேஜி பாடி வெயிட் இருக்கவனுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு மருந்தோட அளவு அது ஓகேங்களா சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா சிலர் வந்து ரொம்ப அதிகப்படியான வெயிட் இருப்பாங்க சில வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லீனா இருப்பாங்க நீங்க எப்பயுமே டாக்டர்கிட்ட வந்து வந்து போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு முன்னாடியே ஒரு நர்ஸோ இல்ல யாரோ ஒரு பீப்பிள் இருப்பாங்களா அட்டண்டன்ஸ் மாதிரி இருப்பாங்க அவங்க வந்து உங்களுடைய கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு பேப்பர்ல உங்களுடைய பாடி வெயிட் என்ன உங்களுடைய ஏஜ் என்ன எல்லாத்தையும் எழுதி வச்சுப்பாங்க எதுக்காகனா அந்த மருந்தை நீங்க நார்மலா எவ்வளவு இருக்கீங்க வெயிட் சோ நார்மலா வெயிட் கம்மியா இருக்கீங்களா இல்ல ஜாஸ்தியா இருக்கீங்களா அதை பொறுத்து தான் டாக்டர் உங்களுக்கு பிரிஸ்கிரைப் பண்ணுவாரு பாராசிட்டமால் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஜி எடுத்துக்கலாம் அப்படின்னா அந்த எல்லாரும் எடுத்துக்க போறது கிடையாது கம்மியா கொடுப்பாங்க வெயிட் ஜாஸ்தியா இருக்கும் சிக்ஸ் பிப்டி எம்ஜி எடுப்பாங்க உங்களுக்கு மருந்தோட டோஸ் மாறுபடுது ஒரு இருக்கு தனிப்பட்ட நார்மல் அடல்ட் வெயிட் கேஜி பாடி வெயிட் டிவைட் பை செவன் அடல்ட் டோஸ் பண்ணி நம்ம அவனோட பாடி வெயிட் எவ்வளவு மெடிசன் கொடுக்கறது அப்படின்றத கால்குலேட் பண்றாங்க of the factors modifying drug action ஒரு முக்கியமான காரணி அடுத்து வருது அடல்ட்டுக்கும் வருது தென் வயசானவங்களுக்கும் வருது ஒவ்வொரு இருக்காங்களுக்கு வந்து நம்ம அடல்ட் குடுக்கற அதே டோஸை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கலாமா அப்படின்னு பாத்தோம்னா அவங்களுக்கு வந்து சில விஷயங்கள் கம்மியா இருக்கும் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்பதான் பிறந்திருக்காங்க இருக்கும் சோ உங்களுக்கு எந்த ட்ரக் கொடுத்தாலும் உங்களுக்கு ஓகேவா இம்மெச்சூர்டா இருக்குது வெல் டெவலப்ட் சோ நீங்க கொடுக்கற மாதிரி ஈஸியா கிராஸ் பண்ணி போயிடும் பிரெயினுக்கு ஓகே அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட கேஸ்ட்ரிக் அசிடி லோவா இருக்கும் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டல் மோட்டிலிட்டி மூவ்மெண்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் ஸ்கின் ரொம்ப டெலிகேட்டா இருக்கும் அதனால சைல்டோட dose அப்படின்றது நம்ம கரெக்டா கேல்குலேட் பண்ணி கொடுக்கலனா அது வந்து என்ன ஆகும் டாக்சிசிட்டி தான் கொண்டு போய் முடியும் அதனால சைல்டு டோஸ் கரெக்டா கேல்குலேட் பண்ணணும் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான ஃபார்முலாஸ் இருக்கு யங்ஸ் ஃபார்முலா டில்லிங்ஸ் ஃபார்முலான்னு சொல்லிட்டு சோஜ் பை ஏஜ் பிளஸ் டுவெல் இன்ட்டு அடல்ட் டோஸ் வச்சு பண்றது ஃபார்முலா அதே ஏஜ் டிவைட் பை ஏஜ் பிளஸ் ட்வெண்ட்டி இன்டூ அடல்ட் டோஸ் அப்படின்னு பாக்குறது மூலமா சைல்டு டோஸை கண்டுபிடிச்சு அந்த மாதிரி நம்ம சைல்டுக்கு மருந்து கொடுக்கணும் ஓகே சரி ஓகே அடல்ட் டோஸ் கொடுத்துருவாங்க இப்ப வயசானவங்க இருக்காங்க வயசானவங்க அப்ப அவங்களுக்கு நிறைய ஏஜ் அப்ப நிறைய டோஸ் கொடுக்கணுமா அவங்களுக்குன்னு பார்த்தா இல்லை ஏன்னா அவங்களுக்கு ஏஜ் ஆக ஏஜ் இருக்க என்ன ஆகும் ஆர்கன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஃபங்க்ஷன்ஸ் குறைய ஆரம்பிச்சிடும் ஓகே ஸோ பாருங்க அதே மாதிரி லிவரோ உங்களுக்கு கிட்னியோ வந்து ஃபங்க்ஷன்ஸ் குறைய ஆரம்பிக்குது ஸோ எப்படி ஒரு குழந்தைக்கு வளராதால மெட்டபாலிசம் ஒழுங்கு ஆகலையோ ஏஜ்ட் பீப்புளுக்கு என்ன ஆகுது ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் குறைய ஆரம்பிச்சதால உங்களுக்கு மெட்டபாலிசம் ப்ரோசஸ் வந்து கம்மியாகும் அவங்க வந்து ஈஸியா அவங்களுக்கு சைட் எஃபெக்ட் ஜாஸ்தியா இருக்கும் சோ அதனால நம்ம கண்டிப்பா என்ன பண்ணணும் அவங்களுக்கு லோ டோஸ் ஆஃப் ட்ரக் தான் கொடுக்கணும் ஹைடோஸ் குடுக்க கூடாது ஓகே சோ இப்ப டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப் நம்ம எப்படி ட்ரக்ஸ் குடுக்கறதுன்னு பார்த்தாச்சு அடுத்து மூணாவது ஃபேக்டர் வந்து பாத்தீங்கன்னா ஜெண்டர் okay so male ku kudukura drug ah nama female ku kudukrom so periya difference ella paathina gross difference vandha paathina no, not much gross difference but sila drugs vandha paathina female la oru maathiriyum male la oru maari sila effects produce panudhu for example anti hypertensive drugs clonidine metol dopa beta blockers la paathina males edukkum bodhu avangalukku avangala sexual functions la vandha paathina sila interferences kudukku but female la pannala அதே மாதிரி மெட்டோகோப்ரோமை டிஜிட்டலை என்ன பண்ணியா பிரெஸ்ட் டிசியூஸ் யாரொடியூஸ் பண்ணுது மேல ப்ரொடியூஸ் பண்ணுது ஓகே சோ சில ட்ரக்ஸ்ல வந்து இந்த மாதிரி எஃபெக்ட் வந்து மேலுக்கு வேற மாதிரி இருக்கு பீமேலுக்கு வேற மாதிரி இருக்கு ஃபீமேல் அப்படின்னு சொல்லும் போது சில முக்கியமான விஷயங்கள் நம்ம பார்க்கணும் அவங்களுக்கு வந்து நம்ம ஹார்மோல் சேஞ்சஸ் எல்லாம் இருக்கும் ஏத்த மாதிரி பாடி சைஸ் கம்மியா இருக்கும் அதையும் இருக்காங்க கண்டிப்பா உங்களுக்கு என்ன ஆகும் ஃபீட்டெல்லாம் போய் அதை அஃபெக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கணும் லாக்டேட்டிங் விம்க்கு கொடுத்தாலும் என்னாகும் திரு பிரஸ்ட் பீட் என்ன ஆகும் குழந்தைக்கு போயிடும் அதனாலயும் குழந்தை அஃபெக்ட் ஆகும் சேஃபர் அப்படின்றத கேர் வந்து கண்டிப்பா பார்க்கணும் ஜெனரிலேட்டர்ஸும் இருக்கு பண்ணக்கூடியில் நடக்கவே நடக்காது வச்சு ஓகே எல்லா அனிமல்க்கும் இதே மாதிரிதான் ரியாக்சன் வரும் அப்படின்னு வந்து எக்ஸ்ட்ரா ப்ரொன பண்ண முடியாது ஏன்னா ஸ்பீஷீஸ்க்கு ஸ்பீஷிஸ் வேற ஆகுதே அதே மாதிரி நம்ம மனுஷங்களே பாத்துக்கோங்களா நம்ம ஒவ்வொரு கண்ட்ரீல ஒவ்வொரு மாதிரி இருக்கும் சோ எக்ஸாம்பிள் அதே எக்ஸாம்பிள் அட்ரோபின் எடுத்துட்டீங்கன்னா பிளாக்ஸ் வந்து ஹையர் டோசஸ் அதே மங்கோஸ்க்கு வந்து அட்ரோபின் கம்மி டோஸ் கொடுத்தாலே வந்து எஃபெக்டிவா இருக்கு அப்படின்றாங்க அதே மாதிரி பீட்டா பிளாகஸ் இருக்குல்ல பீடா பிளாக்கஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனுஷங்களுக்கு எஃபெக்டிவா இருக்குது இது ஒரு மனுஷங்களுக்கு ஒரு பீப்புள் ஆஃப் ஒரு செட் ஆஃப் பீப்புள் ரியாக்ஷன் பண்ணிட்டு இந்த எஃபெக்ட் இருக்குன்னா த்ரூ அவுட் த வேர்ல்ட் இருக்க எல்லா ஹியூமனுக்குமே அது அப்ளிகபிள் ஆகுமா அப்படின்னா இல்ல ரேசஸ் பொருத்தும் பொருத்தும் கூட மாறுபடுது Certain drugs are effective in night time பாத்தில பாத்தொலால் லெவல கம்மி பண்ணக்கூடிய இது மெயின் மெக்கானிசம் இந்த ஸ்டாட்டின் குரூப் வந்து பாத்தீங்கன்னா அந்த எச்எம்ஜி கோயின்ற எஞ்சை தான் ஒரு மருந்து எடுத்துக்கோட் எடுத்துக்கோங்க பொருட் ஆக்ஷன் வேறுபடுது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டயட் அஃப்கோர்ஸ் நம்ம சாப்பிடற சாப்பாடு இருக்கு பாத்தீங்களா யத்துக்குள்ள இருக்கும்போது எடுத்துக்கும் போது கண்டிப்பா சேர்ந்து அப்படின்றதுக்காக தான் அடுத்த எக்ஸாம்பிள் வந்து என்விரான்மெண்ட் சோ இப்ப வந்து நம்ம ஸ்மோக் பண்ணவே இல்ல ஸ்மோக் பண்ணிட்டே இருக்காங்க நம்ம அந்த என்பது என்ன ஆகுதுமோக் பண்றவனோட பக்கத்தில் இருக்கா நிறைய சுவாசிப்போம் என்ன பண்ணது உத்ரீகப்படுத்தி விடுது என்ன ஆகுது இண்டிவிஜுவல்ஸ் ரெஸ்பான்ஸ் இதுதான் இது கூட ஒரு காரணமா இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மருந்து வந்து மருத்துவ வீரிய வந்து ஏங்க மாறுபடுது அப்படின்னு பார்த்தா இட் மேபி டியூ டு ஜெனடிக் வேரியஷன் மேஜரா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ட்ரகோட மெட்டபாலிசம் எல்லாத்துக்குமே நமக்கு வந்து லெவல்தான் நடக்குது வந்து என்ஜைம்ஸ் தேவைது ஒவ்வொரு சிலவங்க உடம்புல அதிகமா இருக்கலாம் சில உங்க கம்மியா இருக்கலாம் சிலவங்களை ஸ்லோவா ஆக்ட் பண்ணலாம் ஓகே சோ இதனால என்ன ஆகுது அந்த பர்டிகுலர் ட்ரக் நம்ம குடுக்கறோம் பாத்தீங்களா அந்த குடுக்குற ட்ரக் வந்து என்ன ஆகுது மெட்டபாலிசம் ஆகாமே கூட போகலாம் இல்ல அதிகப்படியும் ஆகலாம் சோ இதனால மருந்துடைய வீரியத்தன்மை மாறுபடக்கூடும் கேங்களா ஃபெடிக் எக்ஸாம்பிள் வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆஸ்டிலேஷன் ஆஃப் தி ட்ராக் இப்போ ஐசோனியாசில் சல்ஃபோனமைட்லாம் பாத்தீங்கன்னா இதோட 메ஜர் மெட்டபாலிஸமே பை ஆஸ்டிலேஷன் சிலவங்க உடம்பு என்ன ஆகும்னா ஃபாஸ்ட் ஆஸ்டிலேஷன் process இருக்கும் enzymes இருக்கும் சிலவங்க உடம்பு பாத்தீங்கன்னா ஸ்லோ ஆஸ்டிலேஷன் ஓகே ஸ்லோ ஆஸ்டிலேட்டர் வந்து என்ன ஆகுது உங்களுக்கு ஸ்லோவா process நடக்குது ஓகே சோ இதனால அவங்களுடைய ட்ரக்ோட ஆக்சன் வேரியாகுது வந்து அது நம்ம உடம்புல எப்படி மெட்டபாலிசம் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா நம்ம உடம்புல என்ன இருக்கும் சூடோலை இது உடம்பு எல்லாருக்கும் ஒரே மாதிரி இல்ல ஒருத்தவங்களுக்கு வந்து வேறுபட்டு இருக்கு அவங்க உடம்புல என்ன இருக்கு சூடோகோலினு பதிலாக்கல் சூடோகோனியும் இருக்கு அது என்ன பண்ணுது பண்ண முடியுமா பண்ண முடியல அதனால சக்சியல் கொலை நம்ம உடம்புலயே அப்படியே will so, in apnea, இது இது அடுத்து 6-phosphate 6-phate மாறுபடுது இந்த என்ன ஆகுதுளோபின் கன்வெர்ட் ஆகணும் சில உடம்புல என்ன ஆகுது ஹீமோக்ளோபின் ஒழுங்காக ப்ரொடியூஸ் ஆகும் போர்பை அப்படியே போர்பெயினாவே இருக்குஜுவல் உடம்புல என்ன இருக்கு போர்பைனாவே இருக்கு போர்பைளோபின் ஓகே இருக்கு இண்டிவிஜுவல்க்கு நீங்க பார்பிஜரேட்ஸ் கொடுக்குறீங்க வச்சுக்கோங்களேன் இந்த பார்பிஜரேட் சைட் எஃபெக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இட்ல இன்க்ரீஸஸ் தி போர்பை லெவல் இந்த பர்சனுக்கு ஆல்டி போது சொல்லது ஒத்துதற்கு அவங்களோட ஜெனடிக்கல் செட்டப் வேற வேற மாதிரி இருக்கதால ஒரே மருந்த பத்து பேருக்கு கொடுத்தா பத்து பேருக்கும் ஒரே மாதிரி இருக்க இருக்கணும் அவசியம் கிடையாது இட் மேரி ட்யூ டுக்கல் ஓகே அடுத்து வந்து பாத்தீங்க ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். ஒரு மருந்தை எந்த வழியா கொடுக்குறோன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. ரூட்ல கொடுக்கும்போது அதுக்கு மருந்தோட ஆக்சனே வேரிய ஆகும். ஓகேங்களா? சோ இட் will modify the pharmacodynamics. அதோட மெக்கானிசம் தியே உங்களுக்கு மாத்தி அமைக்குது. அதுக்கு மெக்னீசியம் சல்பேட் அப்படி ஒரு காம்பவுண்ட் இருக்கு. அதை ஓரால எடுத்தீங்கன்னா 퍼गेटिव எஃபெக்ட் பண்ணும். ஓகே. என்ன பண்ணும்? லூசன் தி ஸ்டூல் உங்களுக்கு கான்ஸ்டிப்ஷன் ப்ராப்ளத்துக்குலாம் எடுத்துக்கலாம் மெக்னீசியம் சல்பேட். இதே will have the anti-convulsant anti-convulsant action. action. வந்து வந்து we can give this drug. இன்ட்ரானஸ் ரூட்லி கன்வெல்சன் பத்தாவது ஒரு ட்ரக் கொடுக்கறீங்க கொஞ்சம் எஃபெக்ட் இருக்கு இல்லப்பா நீங்க இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் டுவெண்ட்டி எம்ஜி கொடுக்கறீங்க அப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஏற்றிட்டே போறீங்க அது ட்ரக் எஃபிஷியன்சி என்ன பண்றீங்க எஃபெக்ட் ஜாஸ்தி ஆகிட்டே போகுது இருக்குது ஒரு பேக் மேக்சிமம் லிமிட் வந்துருச்சு மேக்ஸிமம் லிமிட் அப்புறமா அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவு ட்ரக் டோஸ் இன்க்ரீஸ் பண்ணாலுமே அது என்ன ஆகாது இன்க்ரீஸ் ஆகாது என்ன ஆகும் இன் சம் கேசஸ் அது வந்து என்ன ஆகும் பேக் ஆயிடும் அதாவது இன்ஸ்ட் உங்களுக்கு டி இருக்குறோம் உங்களுக்கு டி கிளாசிஷன் விட்டமின் டிவ்ளோ இருக்குன்னு தெரியாம சும்மா நம்ம வந்து நிறைய எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா என்ன ஆகும் என்ன ஆகுது அப்படி உங்களுக்கு process நடக்குது அடுத்து ரெண்டு பீப்புள் இருக்காங்களா ரெண்டு பீப்பு உடம்புல லிவரோ இல்ல ஹார்ட்டோ இல்ல அவனோட கிட்னியோ ப்ராப்ளமா இருக்கு இருக்கும்போது அவனுக்கு இருக்க ட்ரக் ஆக்சனுக்கும் உங்களுக்கு இருக்க ட்ரக் ஆக்சன்க்கும் கண்டிப்பா மாறுபடும் அதான் பேத்தாலஜிக்கல் ஸ்டேட் ஸோ அவனோட உடம்புல எந்த உறுப்பு வந்து ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதோட ட்ரக் எஃபெக்ட அது வந்து கண்டிப்பா இன்ஃபுளு பண்ணும் எக்ஸாம்பிள் அவனுக்கு ஜிஐ டிசீஸ் இருக்கு சோ உங்களுக்கு ஊரெல்லாம் ஒரு ட்ரக் கொடுக்குறீங்க சோ கண்டிப்பா அது அப்சாப்ஷன் ஆகுமாலி தான் அப்சாப்ஷன் ஆயிருக்கும் எப்படி எஃபெக்ட் வரும் ஜி டிசீஸ் பண்ணும் அதே மாதிரி இருக்கு ஓகே என்ன ஆகுது அவனுக்கு எடிமா அவனோட கட் ஃபுல்லா அவனுக்கு எடிமா இருக்கு வந்து லிவர்லயும் கிட்னிலயும் கம்ப்ளீட்டா அவங்களுக்கு என்ன ஆகுது பர்ஃபியூஷன் வந்து குறைஞ்சு போகுது சோ அதனால என்ன ஆகும் உங்களை ஆகல எக்ஸ்கிரஷனும் ஆகல சோ உங்க ட்ரக் என்ன ஆகுது என்ன பண்ண முடியல உங்க ட்ரக் எக்ஸ்கிரீட் பண்ண முடியல உங்க ட்ரக் அங்கேயே அக்யூமலேட் ஆகிட்டே போகுது அதே மாதிரி ஒரு லிவர் டிசீஸ் இருக்கு மெட்டபாலிசமே ஆகல சோ என்ன ஆகும் அதே உங்களுடைய போகும் வந்து இது இதுக்கு முன்னாடி தெரிஞ்சதெல்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் எடுத்துக்கோங்க சோ எதுக்காக அவர் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து அதோட ஃபார்மகோ கைன்டிக்ஸ் பார்மோகோ டயனமிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சுதான் சொல்றாங்க சோ ஒரு ட்ரக் எடுத்துக்கும் சோ எவ்வளவு நேரத்து அது அப்சார்ஷன் ஆகும் சோ எவ்வளவு நேரத்துல மெட்டபாலிசம் ஆகும் எவ்வளவு நேரத்து அது எக்ஸ்கிரீட் ஆகும் அப்படின்னு கல்குலேட் பண்றாங்க சோ அது எக்ஸ்கிரீட் ஆயிட்ட பிறகுதான் அடுத்த டோஸ் நம்ம உடம்புக்குள்ள போகணும் ஓகே சோ அப்பதான் அது நெக்ஸ்ட் சைக்கிள் வந்துட்டே இருக்கும் ஓகே இதெல்லாம் யோசிச்சு உங்களுக்கு என்ன சொல்றாங்க சொல்லிட்டு இருக்காங்க சிக்ஸ் அவர்ஸ் எடுத்துக்கோங்க மார்னிங் எடுத்துக்கோங்க ஈவினிங் எடுத்துக்கோங்க அப்படிலாம் சொல்றாங்க என்ன ஆகுது வந்து நீ உடம்புக்குள்ளேயே சேர்ந்துகிட்டே போகுது drug okay, so, பாருங்க, when a drug is not completely வெளிய போக என்ன பண்றோம் அடுத்த டோஸ் எடுத்துக்கிட்டோம் திருப்பி திருப்பி ஒரு மருந்து நம்ம எடுத்துக்கும் போது என்ன ஆகுது உங்களுக்கு அந்த மருந்து உங்க உடம்புக்குள்ளேயே அக்யூமலேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு ஓகே அக்யூமலேட் ஆச்சு என்ன ஆகும் இது கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் ரெண்டு இருக்குன்னா நேச்சுரலாவே எப்பவுமே வந்து நம்ம ஒரு மருந்து எடுத்துக்கும் நமக்கு வந்து சென்சிட்டிவ் கம்மியா இருக்கிறது அப்படின்றது ஒருபிட் இருக்கு வந்து அட்ரோபின் குடுக்கிறோம் ஆனா என்ன ஆகுது ஆக மாட்டேங்குது ஓகே சோ என்ன ஆகுது அதுக்கு நேச்சுரலாவே அதுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்கு சென்சிட்டிவிட்டி கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றது இப்ப அக்வயல்ல வந்து என்ன ஆகுது நம்ம வீட்டுல வந்து வயசானது என்ன ஆகுது நமக்கு அவர் பாடி பிகம் பாடி சென்சிட்டிவ் டு குறைய ஆரம்பிச்சிருது இப்ப இது எக்ஸாம்பிள் பாருங்க பார்பிஜ் ஓபியாய்ட் இப்ப ஒரு குரூப் ஆப் ட்ரக் எடுத்தோம்னா இந்த குரூப் ஆஃப் ட்ரக் நிறைய மட்டிபிள் ஆக்ஷன் இருக்கு பார்பெஜியஸ் ஆண்டிஎபிலி ட்ராக யூஸ் பண்ணலாம் நிறைய எஃபெக்ட் இருக்கு இப்ப இந்த பார்பெஜியர்ஸ்ல எதுக்கு டாலரன்ஸ் டெவலப்ட் ஆகும் எஃபெக்ட்டுக்கு டாலரன்ஸ் டெவலப் ஆகும் அந்த எஃபெக்ட் வந்து டாலரன்ஸ்லாம் டெவலப் ஆகல ஓகேங்களா இதுதான் நம்ம டாலரன்ஸ் அப்படின்னு சொல்றோம் அடுத்து வந்து ஒரு பர்டிகுலர் குரூப் வந்து எடுத்து ஒருசனா இருந்தா எக்ஸாம்பிள் பார்பிஜ் ரேட் அதுக்கப்புறம் ஜெனரல்ஸ் இந்த குரூப் வந்து என்ன ஆகுது அவங்களுக்கு ஒரு டாலரன்ஸ் டெவலப் ஆயிருதுலர் குரூப் அதுக்கு வந்து ஒரு நடக்குதுவெல்லாம் என்னது வந்து உடனே வெளில வரலே லோவா தான் வேணா கூட இருக்கலாம் இந்த ட்ரக்ஸ்க்கு ஓகே சோ இதனால என்ன ஆகுது உங்களுக்கு ஆகுது அப்பதான் அப்படின்னு சொல்றோம் தான் ஒன் ஆஃப் ட்ரக் உங்களுக்கு மாறுபடுறதுக்கு ஒன் ஆஃப் சைக்கலாஜிக்கல் சைக்கலாஜி ஒருத்தர் உடம்பு ஒரு பிரச்சனையுமே இருக்காது ஆனா இந்த டாக்டர் சரியாகும் இருப்பாங்க போனா எனக்கு வந்து கண்டிப்பா சரியாயிடும் அப்படின்னு வந்து ஒரு கான்பிடன்ஸ் வச்சிருப்பாங்க ஆக்சுவலா அவங்க மெடிக்கல் ரிப்போர்ட் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒண்ணுமே இருக்காது எந்த பிரச்சனையுமே இருக்காது நார்மலா இருப்பாங்க ஆனா டா பேஷண்ட் வந்து சைக்கலாஜிக்கலா இல்ல இல்ல அந்த டாக்டர் போனா எனக்கு ஒரு ஊசி போட்டோம்னா எனக்கு கண்டிப்பா சரியாயிடும் அப்படின்னு நினைப்பாங்க ஓகே சோ இது வந்து பாத்தீங்கன்னா சைக்கலாஜிக்கல் ஓகே சோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு வந்து அவங்க அன்னசசரியா மருந்தே கொடுக்கும் ஏன்னா அவனுக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல அவனுக்கு மருந்தே தேவையில்லை ஆனா அவன் மருந்துன்னு தேவை கேட்க நம்ம மட்டும் வந்திருக்கான் சோ அவனுக்கு மருத்துவ குணமே இல்லாத ஒரு காம்பவுண்டா மருந்துன்னு கொடுப்பாங்க அந்த மாதிரி வெறும் இனர்ட் சப்டன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு டேப்லெட் வந்து குடுத்துருவாரு அது வந்து இருக்காது ஆன்டிபயாட்டிக்கும் இருக்காது எந்த ட்ரகுமே இருக்காது அந்த மாதிரி ஒரு ட்ரகை வந்து டாக்டர் கொடுத்து இந்த சாப்பிடுங்க என்னதான் இருக்கும் அவங்க என்ன பிரச்சனை சரியாயிடுச்சு அவங்க நினைப்பாங்க அவங்க சரியாகுமா சரியாகாது இந்த பிளாசிபோ அப்படின்ற ஒரு விஷயத்தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளினிக்கல் ட்ரையல்ஸ் எல்லாம் பண்றாங்கன்னா அது கண்ட்ரோல் அப்படின்னு ஒரு குரூப் வச்சிருப்பாங்க அந்த குரூப்ல வந்து இந்த பிளாசிபோ அப்படின்ற அதாவது கிடையாது ஆக்சுவலி பிளாசிபோன்றது அது ஒரு இனட் டோசேஜ் ஃபார்ம் அதுல ஒண்ணுமே இருக்காது ஏஜென்ட் என்ன ஒரு வெஹிக்கிள் யூஸ் பண்றாங்களோ அதை மட்டும் அதை வச்சிருப்பாங்க ஓகே சைக்கோலாஜிக்கல் அடுத்தீங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன் ஒரு ட்ரக் நம்ம ஒரு ஒரு முறை ஒரு ட்ரக் தனியா எடுத்துக்கிறோமா இல்ல ரெண்டு மூணு ட்ரக் கூட சேர்ந்து காம்பினேஷன் ட்ரக்கா எடுத்துக்கிறோமோ அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஓகே ஸோ ரெண்டு ட்ரக் எடுத்துக்கும் அதோட எஃபெக்ட் வந்து கிரேட்டரா இருக்கலாம் இல்ல லெஸரா இருக்கலாம் அதாவது ரெண்டு தனியா எடுத்துக்கும் கம்பைன் பண்ணி எடுக்கிறதுக்கு சொல்றேன் சோ கம்பைன் பண்ணி எடுக்கும் போது அதுல எஃபெக்ட் சம்மஷனாக கூட இருக்கலாம் அதாவது அதோட ஆக்டிவிட்டி பாத்தீங்கன்னா ஒன் பிளஸ் சேர்த்து எடுத்துக்கும் அதோட ஆக்டிவிட்டி ஜீரோவாக கூட போயிடலாம் வருது பாத்தீங்களா என்ன சொல்றோம் போது அடிக்டிவ் ட்ரக் அப்படின்னு சொல்றோம் இப்ப ரெண்டு சேர்ந்து கொடுக்குற குடுக்கும்போது ரெண்டோட ஆக்சனமே இல்ல ஜீரோ ஆயிடுது பூஜ்யமா அப்போஸ் பண்ணிடுச்சு பாத்தீங்கன்னா கொடுக்கும் போது வரக்கூடிய உங்களுடைய முடியுதுல என்ன பார்த்திருக்கோம் உங்களுக்கு இது புரிஞ்சுதா அப்படின்றத நீங்க சொல்லுங்காலஜி உங்களுக்கு இந்த சேனல் புடிச்சிச்சுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க